இந்த ஞ் காலை ஆறாத நீங்கள் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்திரையும் கத்தரை ஆசீர்வதிப்பாராக நாம் இப்பொழுது ஜபிக்குப் போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை நாம் வரவேற்று அவருடைய நாம மேம்படும்படியாக நாம் ஜபிக்கும் அன்பின் பரலோகத்தின் பிதாவே அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே உண்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் உயிர்த்தெழுதி நாளிலே கத்தர் எங்களோடு இடைபடும்படியாக ஆண்டு வரையே நாங்கள் ஆராதிக்கும்போது கத்தருடைய பிரச்சனை காணப்படும்படியாக நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டு வர முதல் முடிவுரை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியான கிருபை செய்யும் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை சகோதரி சாராள் நவராஜி அவர்கள் பாடின ஒரு பழைய பாடல் சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்தலை பாரிடுவேன் என்கிற ஒரு ப பழைய பாடல் மிகவும் இனிமையான கருத்தான ஒரு பாடல் நீங்கள் பாடி கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற கேட்டுக்கொள்ள நீங்களும் பாடி பயிழுங்க கத்தருடைய ஆசிரியர்கள் எஞ்சிவியமே ஆவ சுமாத சோழ அழந்த எஞ்சி வியமே சிலுவையண்டை வந்ததினா சிரந்த சந்தோ சம் கண்டதினா சிலுவையண்டை மிக மோனேடம் அண்ணா ஆறுதலளி பாதாய் சொன்னார் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்களெல்லாம் சீக்கிரம் நம்ம தீர்ந்துடும் நம்ம இன்று கண்ட இத்தனை ஒரு நாள் காண்புகள் சொன்னது போல் மலை போல வருவதெல்லாம் பனி போல மாறிடும் ஏன்னா ஆண்டல் கூட இருக்கிறாரு அவருடைய வசனம் கூட இருக்குது அவருடைய கிருமை கூட இருக்குது அபிஷேகம் கொடுக்குது உலக மக்களுக்கு அது நிற்கும் அவங்களை அலக்கழிக்கும் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு வர்ற அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரம் மாறிடும் ஏன்னா கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு எத்தனை பிரச்சனை வந்தாலும் இல்லை தொட்டு பார்த்துட்டு போயிடும் ஆனால் அதே மலன் மேல் கட்டப்பட்ட வீடுக்கு அது எல்லாத்தையும் அழிச்சிடும் அது உலக மக்களுக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது ஆக உங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் கஷ்டங்களும் சீக்கிரமா தீவிரம் கற்று விடுதல தருவார் இந்த பாட்டில் பாடுவோம் நீங்க Even if not, earth drop or look, justly rumor, justly rumor, in my grave, His holy rock. But you smell, justly rumor, justly rumor, now Mutta Darwin. புதிதாக்கப்படுகிற நேரமல்லோ உள்ளான மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகிற நேரமல்லோ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே த்தில் நீங்கி விடு சீக்கிரத்தில் நீங்க வேணாம் இந்த மகிமுண்டாகட்டும் இந்த காலவேளையிலே கரத்து வார்த்தையை நாம் காணப்போகிறோம் கத்தடைய வார்த்தை நம்ம கேட்கப் போகிறோம் பரிசுத்தாவியா நம்மளோடு பேசுவாராக பிதாவாகிய தேவன் குமாராக இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரே நீர் இந்த நாளிலே எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கற்றுட உங்களை ஆஸ்ரீப்பதாக உண்மையாகவே தெய்வனுடைய வார்த்தை வல்ல சமட்டியாக இருக்கிறது என்று கத்தனுடைய வேதம் சொல்கிறது கத்தோடைய வார்த்தை பெண்மான ஈனும்படியாக என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தை கத்துடைய வார்த்தையை நம்மை தேற்றுக்கிற வார்த்தையாக இருக்குது கத்துடைய வார்த்தையை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது ஹால லூயா ஆனையனாலே பர்சுத்தாவின் நம்மளோடு பேசும்போது நாம் நாம் விட்டுக் கொடுக்கும்பொழுது கத்தர்கியம் செய்யறதுக்கு தேவனாய் இருக்கிறார் ஹால லூயா எந்த நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன் பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் என்று வேதம் சொல்லு நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது கற்றனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமான் என்று சத்தம் என்னுடைய உள்ளத்திலே துணித்துக்கு ஆடங்கித்தது அப்பொழுது நான் யோசித்த நான் நான் என்னவாய் நான் பேச வேண்டும் என்பது நீர்தான் பரிசுத்தாவியானவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவனை நோக்கி நான் ஜெபம் செய்யும்பொழுது கத்த சில வார்த்தைகளை சில சம்பவங்களை சொல்லி உங்களுடைய மத்தியிலே தேவன் உதவி செய்ய போகிறார் ஹால லூயா தேவனுக்கு மகிமூண்டாகட்டும் முதல் வார்த்தைகளை நாம் வாசிப்போம் திரும்புவோம் நீதிமானுடைய சிறசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்படுகிறது உண்மையாகவே செய்துடைய தலைப்பு நீதிமன்ற்கள் எழுதிகொள்ளுங்கள் கருத்த உங்களை ஆசிரிப்பாராக என்று சொல்லும்பொழுது நாம் நினைக்கிறோம் நீதிமன்ற்கள் என்பதுனா அவர்கள் உயர்ந்த மனிதர்களாக இருப்பார்கள் கத்தரால் பயங்கரமாய் பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் பிறகு அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள் அநேகரை கத்திற்குள் வழிநடத்திருப்பார்கள் என்று நாம் நம்முடைய சிந்தனைகளிலே அநேக நேரங்களிலும் நாம் அப்படி சிந்தைக்கு உண்டு ஆனால் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது தேவன் சொல்லுகிறார் ஆண்டவர் பாருங்க நம்மை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது யோவான் எழுதின சுபிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் தேவனுக்கு வாங்கி விடாவதாக புரிசிலு பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் தேவனுக்கு வாங்கிண்டாகட்டும் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்துண்டேன் என்று அருமையானிஸ்து தம்முடைய சீஷலை பார்த்து சொல்லுகிறார் அப்போ தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் நீதிமான்கள் ஆக்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் ஹால லூயா தேவனுக்கு மகிமண்டாகட்டும் உண்மையாகவே நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது கத்தடி வேதம் சொல்லுறது சங்கீத புஸ்தகத்திலே சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது உத்தமாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கத்தோடைய வேதம் சொல்லுகிறது ஆகினாலே இந்த நாளிலே நாம் நாம் அழைக்கப்பட்டது நோக்கம் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று உண்மையாகவே அநேக வார்த்தைகள் கத்தோடைய வேதத்திலே காணப்படுகிறது ஆகையினாலே இந்த நாளிலே நாம் இந்த நீதிமான்கள் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம் யானைக்கு போகிறோம் உதவி வாசிப்போம் ஒன்றாம் அதிகாரம் கேட்போம் எபேசியர் கழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் அதுல எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை என்னவென்றால் தமக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எபேசர் எழுதின நிருபம் முதல் அதிகாரம் நான்காவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு ஆமேன் பாருங்க உண்மையாகவே இந்த வார்த்தை நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது கத்தை நம்மை நீதிமான்களுக்குதான் அழைத்திருக்கிறார் ஆல லூயா இந்த நாளிலே நாம் யோசிப்போம் நம்ம எப்படி இதெல்லாம் நீதிமான்கள் வேண்டும் என்று நம்ம நிறைய நிறங்களை யோசிக்கிறது உண்டு அதற்காக முயற்சி செய்கிறது உண்டு அதற்காக பல காரியங்கள் நாம் செய்கிறது உண்டு ஆனால் கத்துடைய கத்துடைய சித்தத்தில் நம்ம ஒப்பு பொழுது அவர் நம்மை நீதிமான்களாக்குகிற விரும்புகிறபடி நான் கைசோத் தேவனுக்கு மகிமண்டாகட்டும் ஆகினாலே மறுபடியும் ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் நீதிமான்கள் கூப்பிடும் கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபதிரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் கர்த்தை நாம் அமைப்பிடுவதாக இந்த நீதிமானங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீதிமானங்களுக்கு உபத்திரவங்கள் வருமா அப்படி என்று நாம் நினைக்கக்கூடும் ஆனால் கத்துடி வேதம் சொல்லுகிறது உபத்திரவம் வரும் உபத்திரவம் கட்டாயமாக வரும் ஆனாலும் அந்த நீதிமான்கள் எப்படி ஆய் கத்தரை கூப்பிடும் பொழுது அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் நீங்களாக்கப்படுகிறார்கள் என்று கத்தரி வேதம் சொல்லுகிறது அதில் லூயா நம்ம நினைப்போம் நிறைய நீதிமான்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததோ அல்லது ஏதோ ஒரு வியாதி வந்துச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அவர் ஏதோ தவறு செய்திருக்கிறார் என்றுதான் நம்ம நினைப்போம் ஏன்னா நம்ம சிந்தனைகள் அப்படி ஏனென்றால் தேவனை புரிந்து கொள்வதில் பார்த்தீங்க என்றால் தேவன் தண்டிக்கிறவராயிருக்கிறார் ஓடிக்கொண்டிருக்கும் நீதிமானங்களுக்கு கட்டாயமாக உபதிரவங்கள் உண்டு அதை மேற்கொள்றதுக்கு பர்சுத்த ஆவியான அவர்களுக்கு கிருபைகளையும் பலனையும் தருகிறவராயிருக்கார் எயேசு கிறிஸ்து எச்சமனை தோட்டத்தில் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தேவன் ார்கள் உதவி செய்தார்கள்ரு அந்த துன்பம் வந்துச்சு நம்ம அப்படி யோசிக்கிறது ஆனால் பாருங்க நீதிமான்களுக்கு கட்டாயமாய் துன்பம் வரும் உபத்திரம் வரும் ஆனால் அவர்கள் நீதிமான்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆள் அலுவயம் இந்த நாளிலும் நம்ம நேரங்களே அனைவரே நமக்கு சில உபத்திரவங்கள் வரும்பொழுது நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏதோ தவறுகள் சேர்ந்துட்டோம் நம்ம ஏதோ பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம போயிட்டோம் ஆண்டோருக்கு முன்னா ஆண்டவர் மறுதளிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த டைம்ல பாருங்க தேவன் தண்டிக்கிறவர் அல்ல பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல தேவன் அலலூயா அவர் தேவன் எப்படியா இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் என்று கத்து நீதிமன்ற்கள் என்று சொல்லும்பொழுதுபடியாக அவரை இயேசு கிறிஸ்துவை பலியாக்கி நம்மை ஆண்டவர் தேவ சமூகத்திலே நெருங்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்ய போகிறார் அலலூயா அதற்காக தான் தேவன் எதற்காக அழைத்தார மலை நீதிமான்களுக்கான நீதிமாள வாசிப்போம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசப்பண்ணுவார்கள் அலலூயா உண்மையாகவே இந்த பூமியில நிறைய நீதிமான்கள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது வாடகையில் இருந்தாங்க அப்படின்னா அல்லது லீஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அழைத்திருக்கிறார் தெரிந்து கொள்ளுங்கள் நீதிமன்றாக அழைத்து அவர் என்னவாய் நம்முடைய உபத்திரவங்களை நீங்கள் ஆக்கவும் அதே நாம் இந்த உலகத்திலே என்னவாய் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்று சொல்லப்படுகிறதுக்கு மகிமண்டாவதாக இன்னொரு வசனத்துல கத்தொடி வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினோராவது வசனம் பத்தாவது சாரி நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் கழி துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் நன்றா இருந்தால் நன்றா இருந்தது நிறைய நேரங்கள நன்றா இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பணும் நீதிமன்ற நன்றா இருக்கணும் அப்படின்னு நம்முடைய உள்ளத்துல இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்பா நம்ம அவங்க நல்லா இருக்கணும் நீதிமன்றங்கள் நல்லா இருக்கட்டும் அவங்க ஆசிர்வதிக்கப்படட்டும் அவங்களை ஆசிர்வமாய் மாறட்டும் அப்படி நம்முடைய நம்முடைய உள்ளத்தில் அப்படி நினைக்கும் பொழுது என்னவா இருந்தாலும் பட்டணம் கழிவுறுமா அதில் லூயா இந்த வேலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நான் நீதிமான் ஆக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சுத்தத்தை நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள் கர்த்தர் அப்படியே மாறி உங்கள் மூலியமாக இந்த உங்க இருக்கிற பட்டணம் முழுவதுமாக களி கூறும்படியாக செய்வார் உண்மையாகவே களி செய்வார் என்றால் தேவனுடைய வார்த்தை ஆமை என்றும் ஆமை நின்று இருக்கிறது தேவன் நம்மை அழைத்ததுடைய நோக்கம் இருக்கிறது ஏதோ ரச்சிக்கப்பட்டுட்டோம் ஏதோ ஞானசன் எடுத்துட்டோம் ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னு இல்லை தேவன் ஒவ்வொருத்தரையும் ரட்சித்தது அவர்களின் அவர்களை நீதிமானாக்க வேண்டும் என்பதற்காக ரச்சித்தார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை சொல்லப்படுது நீதிமன்ற்கள் கலிகூறும் மகா கொண்டாட்டம் உண்டாகுமா அழலூயா எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க நீதிமான்கள் கலிகூறணுமா சில நம்ம நினைக்கிறோம் நீதிமான்கள் நிறைய நேரங்களில் பல ஊழியர்கள் ராட்சஸ்மனாக இருக்கிறாங்க நம்முடைய தலைமை போதகர் ஆகியிருந்த பாஸ்டர் எம் கே சாம்சுந்தரையா அவர்கள் அவர்களை பார்க்குறதுக்கு ரொம்ப பயபக்தியாக நாங்கள் போவோம் அந்த அந்த அந்த மனிதர் தெய்வ ரொம்ப நீதிமானாகி காணப்பட்டார் அதில் லவியம் யார்கிட்ட போனாலும் ரொம்ப கடிந்து கொள்ள மாட்டார் ரொம்ப ஆசுரிச்சு ஜமன் உண்மையாகவே அப்படியாக அவர்கள் கழி பொழுது என்னவாகுமா மகா கொண்டாட்டம் உண்டாகும் என்று கத்தோட வேதம் சொல்லுகிறது ஆகினால இந்த நாளிலே தேவன் நம்மை நீதிமன்ற ஆக்கும்படியாக கத்தாலே விளங்கும்போது மகிமைப்படுவார் நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் எழும்பும் போது மனுஷர் மறைந்து உண்மையாக துன்மார்க்க எழும்போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார் இந்த ஆட்சி நிறைய நேரங்கள்ல சில காரியங்கள் நடக்கும் பொழுது ஜனங்கள் மறைந்து கொள்ளுகிறார்கள் துன்மார்க்கர் எழும்பும் போது மறைந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் அழியும் போதோ நீதிமன்ற்கள் என்று கருத்துடையா அருமையான வார்த்தையில் பாருங்க தெய்வம் நம்மை நீதிமன்ற்களுக்கு ஆக்கும்படியாக அழைத்திருக்கிறார் அவர் நம்மை தெரிந்தவுடைய நோக்கம் நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு தெருவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிறிஸ்தவர்கள் அவங்க தவறுதல் தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும் நிறைய பேர் சொல்வது உண்டு என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்து இப்படி செய்கிறியே அப்படின்ட்டு கேட்பார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிறது என்ன நாம் தவறுதல் செய்ய மாட்டோம் என்பதற்காக தான் அர்த்தம் நம்மை உலக மக்கள் என்னவாய் பார்க்கிறார்கள் இவர்கள் நீதிமன்ற்கள் இவர்கள் நீதிமன்ற்கள் இவர்கள் நீதிமன்ற்களாக இருக்கும் பொழுது இவர்கள் தவறுதல் பண்ண மாட்டாங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க அக்கிரமம் செய்ய மாட்டாங்க என்றுதான் இந்த உலக மக்களுடைய எண்ணங்கள் அமைன் நாம் சொல்லுவோம் உலக மக்கள் எப்படி சொல்லும் நாம் நம்முடைய தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் நீதிமன்ற்களாக்கும்படியாக அலையூயா கத்துடன் நாம் அமைப்படுவதாக தேவன் அப்படியாக கத்துடைய மகிப்பு கரம் நம்மை நீதிமன்ற்களாய் மாற்றும்படியாக நம்மை அவருடைய கரம் நம்மை கொண்டிருக்கிறது அலையூயா உண்மையாகவே தேவன் அப்படியாய் கத்தை தெரிந்து கொண்டிருந்த நோக்கம் இருக்கிறது ஓரல் ராபர்ட்ஸ் என்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார் அவருடைய தாய் யாருக்காகிலும் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த தாய் துடிப்பாளாம் அப்பொழுது ஒரு முறை ஓரல் ராபர்ட்ஸ் என்ற அந்த தெய்வ வயிற்றிலே கருவில் இருக்கும் பொழுது ஒரு வேலி அந்த வயிற்றை கிழித்து கிழித்துதான் உதவி செய்ய போகும்பொழுது அப்பொழுது அந்த தாய் ஜபம் செய்தாலாம் அன்றுவரே நீர் இந்த குழந்தையை நீர் கொடுத்தீரென்றால் எந்த பாதிப்பு இல்லாதபடிக்கு நான் இந்த குழந்தையை ஊழித்துக்காக நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த தாய் ஜபம் செய்தாலாம் பிறகு அவர் அந்த அந்த அந்த தாய்க்கு அந்த குழந்தை பிறந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினேழு வருட காலமாக அவருடைய வாழ்க்கையிலே பிறந்து அவருடைய பேரில் ஓரல் ராபர்ட்ஸ் அவர் திக்குவாயும் மாய் காணப்பட்டார் மிகுந்த வேதனை அவர் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார் அந்த அம்மா சொன்ன வார்த்தை அம்மா தம்பி நீ வெளியிட்டு விட்டு வெளியே போக கூடாதுப்பா நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது நான் ஜபித்த ஜபம் உன்னை நடத்தும் அப்படின்னு சொன்னார்களாம் அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பிறகு திரும்பவும் ஒரு முறை அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அவர் எப்படி வந்தார் என்றால் தன்னுடைய நுரையீரல் எல்லாம் கெட்டு போனதாய் வந்தார் அவர் இருக்கும்பொழுதும் அநேக அதிகமான ரத்தங்கள் வெளிப்பட்டு அவர் வியாதிப்படைகள் இருந்தார் ஒருமுறை இந்த ஓப்பனர் மீட்டிங் மாதிரி நடக்கும்பொழுது இவர் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்பொழுது அந்த ஜெபக்கூட்டத்தில் அட்டன் பண்ணும்போது அவர் அந்த ஊழிக்காரன் ஜோம் தன்னுடைய லங்ஸ் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஓரல் ராபர்ட்ஸ் அவருடைய அந்த லங்ஸ் நுரையீரல் பாதிக்கப்பட்டதுக்காக நுரையீரல் அப்படியே சுகமானதாம் அந்த திக்கு வாயும் சரியாக போனதான் இந்த மனிதர் ஓடி போய் அங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடம் தன்னுடைய சாட்சியை சொல்லி கத்திர மகிமைப்படுத்தினார அமீன் கத்தூர் உண்மையான ஓரல் ராபர்ட் என்ற அந்த மனிதன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் தேவின் மூலியமாக நோக்கம் அவர் தெரிந்து கொண்டது என்ற நோக்கம் இருக்கிறது எதற்காக உலகத்தை கலக்குகிறவள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக தான் அவர் நீதிமான்களாய் கத்தர் மாற்றினார் உங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் என்னெல்லாம் ஆண்டூர் நீதிமான ஆக்குவாரா என்னெல்லாம் ஆண்டவர் நான் எவ்வளவு பாவியான மனுஷனாக இருக்கிறேன் நான் ஆண்டவருக்கு புறம்பா இருக்கிறேன் ஆண்டவருடைய காணியாட்சிக்கு புறம்பா இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வேதனை பெற்றுக் பரவாயில்லை ஜனமே இன்று ஆண்டுவர் உங்களை நீதிமன்றால் என்று விரும்புகிறார் இந்த நாளை நீங்கள் ஒப்பு பொழுது கர்த்தர் உங்களை நீதிமன்றங்கள் ஆக்கி அவருடைய சிங்காசனத்துல பார்க்கும்படியாக அவரை பார்க்கும்படியாக அவருடைய காரியில் நாம் பங்கு பெறும்படியாக தேவன் உதவி செய்ய போகிறார் இந்த நாளிலே நீங்கள் இப்பொழுது நீங்கள் முழங்கால் இருக்கிற இடத்திலே நீங்கள் முழங்கால் படியிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நீதிமன்றம் ஆக்கப்போகிறார் ஆலூயா எல்லார் கண்கள் மூடி இந்த ஜோமனோமா ஆண்டுபுரே அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் தேவனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீதிமன்றங்கள ஆக்கி அவளுக்கு நன்மையை கொடுத்து கிருபைகளை கொடுத்து அவளை திரும்பவும் ஆண்டுபரே அப்பாவுடைய விளக்கை ஏற்றி வைங்கப்பா இப்பொழுது அவளை ஆண்டு வரை கெட்டு போகாதபடி கத்தர் மாற்றி அவளுக்கு நன்மையான காரணங்களை செய்து அவளை மாற்ற வேண்டும் என நான் ஜபிக்கிறேன் மகிமைப்படுவதாக கத்திரது காத்துக்கொள்ளுங்க எங்களோடு பேசின படிநாள் நன்றி அன்பு கிறிஸ்தின் ஆஸ்வதிப்பார் தேவனாகிய கத்தர் உங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி அற்புதங்களை செய்து நாம் நம்முடைய தேவன் உங்களுடைய நீதிமன்றம் ஆக்குமடியாக கிரியை செய்வார் நம் நம்முடைய அஹ் போதகர் அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கர் மூன்றாவதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மே மாதம் பதினைந்தாந்தேதி பதினாறாம் தேதி நாளை பதினாறாம் தேதி இந்த ஜபத்தில் மூலமாக கத்துறவங்களை ஆசீர்வதிப்பதாக இந்த கொரோனாவுக்காக ஜபிகள் குடும்பமாக சபையாக விசுவாசிகளாக உட்கார்ந்து ரெண்டாவது இப்பொழுது இருக்கிற அந்த இஸ்ரேவேல் பாலஸ்தீன ஒரு யுத்த கலமாக மாறியிருக்கிறது ஆகவே அது சீக்கிரமாக முடிந்து அமைதி உண்டாக ஜபிக்க வேண்டும் இஸ்ரேவேல் இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு ஆண்டவர் வைத்திருக்கிற முக்கியமான ஒரு ஒரு இனம் ஆகவே வேதாகமம் ஆதி ஆகமத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த ஜனம் இன்றைக்கும் கத்தரை வைத்திருக்கிறார் கத்தரை இஸ்ரோல நேசிக்கிறார் ஆண்டு தேவ ஜனங்களை அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டாலும் ஆப்ரஹாமின் தேவன் ஈஷாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் அவளை நேசிக்கிறார் ஆகவே அந்த பகுதியிலே அமைதி உண்டாக இரத்த சிந்தப்பட நிறுத்த ஜபம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவப்பொடிகளுக்கும் பர்சுத்தவான்களுக்கும் உரிய காட்டுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க ஜபம் இந்த நாட்களிலே இந்த ஊரடங்கு ஏற்பட்டுக்கூடியாலே மக்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் ஜமனும் கத்திரங்களுடைய ஆஸ்வதிப்பா ஜெமிப்போம் நல்ல ஆண்டவரை இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவழிக்க சோதனைக்கிறோம் உங்களுடைய திருக்கரங்களை அப்ப கொடுக்குறோம் நல்ல பாடல் ஆராய்ந்து தந்திருக்கிறீர் நல்ல வசனத்தை அழிப்பியிருக்கிறீர் சிறுபேரை ரத்தத்தினாலே ஆண்டவரை நீதிமன்றம் என்று அன்று சொல்லியிருக்க கிருபையினாலே நீதிமன்றம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள் ஆண்டு ஒரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் ஆண்டு ஒரே அந்த நீதிமன்ற்கள் சபையில சபையில உலாவுகிறீர் கிருபினாலும் அல்ல கிருபினாலே காரியம் செய்கிறீர் சோத்ரம் சோத்ர நீதிமான் சந்ததியோடு கத்திரிக்கிறார் நீதிமன்ற ஜபத்தை கேட்கிறார் நீதிமான் காய் கத்தரித்தும் அனுகிறார் தப்பு தொடர்ந்து ஆசீர்வாதியும் இந்த வருகிற நாட்களிலே எங்கள் தேசத்திலே நல்ல வியாதிகளெல்லாம் அகற்றி சேமமாக ஜெபிக்கிறோம் ரெண்டு நாளாகவும் ஏழு பதினாலே நாமந்திரிக்கப்படுகிற ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் தேடி பொருளாதார வழிகளை விடு திரும்பினால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி தமிழ் வீட்டுக்கு மாத்திரம் இல்லை ஊருக்கு மாத்திரம் இல்லை தெருவுக்கு மாத்திரம் இல்லை உலகத்துக்கே சேமம் ஆண்டவர் பிள்ளைகளுடைய காலத்தில் இருக்கிறது இவனை புறப்படுத்திக் கொள்ளும் அப்பிதங்களை செய்யும் ஆண்டு வரைய சோத்திரம் தேவையில்ல மக்களுக்கு உதவி செய்யும் சபையை கத்தாவையே ஆராதனை நடத்த முடியாத ஆட்களையை ஏற்படுத்தும்படி ஜபிக்கிறோம் ஆண்டு வரை தடைகளெல்லாம் மாறும்படி ஜபிக்கிறோம் தொடர்ந்து பிற்படுத்திக்கொள்வோம் ஆண்டு வரைய சோத்திரம் சோத்ரம் ஆசீர்வதியும் தேவாசனத்தை கொண்டு வந்த சாம்சாரனை ஆசீர்வதியும் ஷாம்சனை ஆசீர்வதியும் எங்கள் சபையார் விஸ்வாசிகள் உள்ளிருக்கிறார் எல்லோரும் அற்புதம் கன்னியாகுமே காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்கும் அவளுக்கு கடற்காக ஜபிக்கிறோம் ஆசீர்வதியும் சேஷமாக இந்த அரபிக்கடலில் வந்திருக்கிற புயல் நிமித்தம் பல மாவட்டங்களில் தண்ணீர் கடாக இருக்கிறது இன்னும் மழை வரும் என்று சொல்லப்படுகிறது மழையினால் சேதப்படாதபடி கத்தர் காத்துக்கொள்ள முடியாது ஜபிக்கிறோம் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தராய் இயேசுவின் கிருவை பிதாவாய் தேவனுடைய அன்பு பர்சுத்தாவிடையின் ஆளுகை சினியை பாதுகாப்பு நம்ம மனைவோடு சில பர்சுத்தா வாங்கிடும் சதாக்க ஈர்த்திருப்பதாக ராமேன் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா கத்தர்